வெல்கம் டு மைடியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது I am ARBG கோவிந்தராஜ் YouTube சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுதா அவ Welcome to my day, all friends, my video, like, comment, and subscribe. Yeah, DG, Koentharaji channel, and you guys are doing the support and support, friends. If you click the bell icon, you can click the bell icon, friends. If you want to see more videos, please like, friends. If you want to like, guys, thanks for watching, friends.